ஒரு உண்மையான ஞானியோட அடையாளங்கள் என்ன எதையெல்லாம் வச்சு ஒருத்தர் ஞானின்னு கண்டுபிடிக்கிறது இருக்கக்கூடிய பேக்ட சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஒருத்தர் வந்து பார்த்தா ஞானம் வந்துட்டா ஒருத்தருக்கு வெளிமூச்சு போகாது உள்முச்சுதான் போகுங்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா ஒருத்தரை அரைக்கன்லயே போதை நிலையிலேயேதான் இருப்பாரு அப்படிங்கிறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா கண்ணெல்லாம் ஓசம் மாதிரி பெருசாகிடும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாள சூட்டே மாட்டாங்க அப்படின்றாங்க எந்த ஒரு செய்யல பார்த்தாலும் எந்த ஒரு தமிழ் பாடல பார்த்தாலும் அது இருக்கக்கூடிய ஆழமான கவிதைகள் புரியும் அப்படின்றாங்க ஒருத்தங்க பாக்காத ஒரு கம்ப்ளீட்டான வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவா ஆன்மீக ரீதியாகவும் உலகில் ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்ன்றாங்க இதில் எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க ஞானம் அஹ் நிலையில வெளிலே பூகமா வந்தால் தன் நிலையில ரொம்ப கரெக்டா உலக மயக்கத்துக்கு ஆரவரப்படாமல் நிம்மதியா கேஷுவலா இருப்பாங்க ஆனா மனிதர்கள் மட்டும்தான் வளர்ச்சி வரும்போது உய உயரமாகவும் தாழ்வு வரும்போது கம்மியாகவும் லோவாகவும் கோபத்தோடவும் படபடப்படும் டென்ஷனோட வாழ்க்கை வீண் அடிக்கிறது ஞானியாலியான் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்படி ஞான புரிதல் அடைகிறது வாழ்க்கையை பாருங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்